இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் செட்டஸ் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க பக்கத்துல பெல் ஐக்கான அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டிபிகேஷன் ஆக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நீங்கள் கேன்மா ஸ்டாப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ அந்த கேன்மா ஸ்டேப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூ அப்படின் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க செலெக்ட் பண்ணிவிட்டு அஸ்பெக் ப்ரைஸுவில் பதினாறு இஷ்ட ஒம்பதுன்றும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நான் இதில் பேக்ரவுண்ட் டெம்லேட் ஒன்று ஆட் பண்ண அதனுடைய லிங்க் ந டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கு டவுன்லோட்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை எடுத்துக்குங்க எடுத்த பிறகு மேலே இண்டாப்ஷன் இருக்கும் அது நீ கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம ஒரு ஃபோட்டோ இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு ரிமூவ் ஆன இமேஜாக எடுத்துக்குங்க ஓகேங்களா எடுத்த பிறகு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வலது சைடு கொண்டு வலது சைடு கொண்டு வந்த பிறகு நீங்கள் வலது சைடு பாருங்கள் அதில் இன் அனிமேஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்லைட் லெஃப்ட்டு இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ அந்த ஃபோட்டோமேலே ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோ எட்டு தக்க அப்படி ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் இதில் ஒரு டெம்லேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனால் வீடியோடயே ஸ்டார்டிங் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் போய் வந்த பிறகு மேலே டிக் ஆப்ஷன் கொடுக்குங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ அந்த டெப்லேட்டுக்கான போயிட்டு மீடியாவில் போயிட்டு அந்த போயிட்டு அந்த டெம்லேட் எடுத்துக்கங்க எடுத்துட்டு இப்போ நான் எந்த அளவுக்கு நான் ஜூம் பண்ணுறேன்னா அந்த அளவுக்கு வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீ கொடுத்துங்க கொடுத்துட்டு இப்போ அதேமாதிரி ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோ எட்டு தகுதியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் மேலே டிக் ஆப்ஷன் இருக்காது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங் பண்ணிணாங்க ஸ்டார்டிங் போய் வந்த பிறகு மறுபடியும் இதில் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க அதுக்கான வீடியோ நான் ஒன்று போடுறேன் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜ் ஒன்று எடுத்துக்குங்க எடுத்துட்டு இப்போ நான் இந்த அளவுக்கு நான் இப்போ நான் இந்த அளவுக்கு நான் அஜெஸ்ட் பண்ணி வைக்கேன் அந்த அளவுக்கு நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோமோ ஒரு தூர கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எழுதுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்டு பிறகு மறுபடியும் நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க மறுபடியும் நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங் பண்ணிணுவாங்க ஸ்டார்டிங் போய் வந்த பிறகு அந்த ஃபோட்டோ மேலே ஒரு தூரம் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இடசைல கீ சிம்பிள் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக இந்த ஃபோட்டோவை அந்தளவுக்கு மூவ் பண்ணுறோம் அந்தளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோவை அப்படி லைட்டாக நீங்கள் அப்படி ஜூம் பண்ணி என்ன இதுல வந்து ஒரு ஸ்மோக் டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு லேயரில் போயிட்டு ஸ்டிக்கர் இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் அந்த இதை எடுத்துங்க மேலேயே இருக்கும் ஓகேங்களா அதை எடுத்துட்டு அதில் நாலாவது செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறு அதை ஆறு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே கொண்டு வாங்க கீழே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அந்தளவுக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதேமாதிரி ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோ எண்டுத்துக்கு அப்படி ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே டிகாப் டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு வீடியோட ஸ்டார்டிங் பயன் வாங்க ஸ்டார்டிங் பண்ணி வந்த பிறகு இப்போ மறுபடியும் இதில் எம்ப்ளைட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு ஓகேங்களா அந்த டெம்லெட் எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு மறுபடி நீங்கள் அதில் வளர்சை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுல க்ரோமா கீ அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அதை எனேபிள் பண்ணி விட்டீங்க எனபிள் பண்ணி விட்டுட்டு அதில் கீ கலர் இருக்கும் அதில் நீங்கள் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்து மறுபடியும் நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க டிக் ஆப்ஷன் கொடுத்து மறுபடியும் நீங்கள் அந்த இலை டெம்ப்ளெட் ஒரு கிளிக் பண்ணிட்டு வளர்சை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்பிளிட் ஸ்கிரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் இதுல ஒரு லிக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் வளர்ச்சி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா அதில் அதில் பிளண்டிங் இருக்கும் அது அது கொடுத்துங்க கொடுத்து மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணுங்க அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு மேலே டிக்காப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்து மறுபடியும் நீங்கள் அந்த லீக்ஸ்மே ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த லைட்டை நீங்கள் எடை சைடில் அது அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இட சைடு பக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே டிகாப்ஷன் கொடுங்க டிகாப்ஷன் கொடுத்த படிப்போம் பிளே பண்ணி பாருங்கள் என்ன பண்ண போறோம் டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு லேயர்ல போயிட்டு மீடியால போயிட்டு டவுன்லோட்ஸ்ல போய் எடுத்துக்கோங்க செலெக்ட் பண்ண பிறகு வளர்சை பாருங்க பாக்ஸ் பண்ணிருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான வீடியோ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு மேலே பாருங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்து உங்களுக்கு எந்த கிளாரிட்டி தேவையோ அந்த கிளாரிட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என் சப்ஸ்கிரைப் அடுத்த ஸ்டுடியோ பார்க்கலாம் ஓகே பாய்